அஞ்சு மணி ஆகுது நாம வந்து இருக்கிறது ராய்கோட்டைங்க ராய்கோட்டை பாருங்க ராய்கோட்டை அஞ்சு மணிக்கு ஒண்ணு ஒரு பத்து ஒன்பது நிமிஷம் நம்ம வந்துட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை மேலே தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா பேக் சைடு அந்த மலை தான் போக போகிறோம் ஏன்னா அங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா திப்பு சுல்தான் வந்து பார்த்திங்கன்னா ஆட்சி செஞ்சுருக்கிறது அதாவது ஆயுத கடங்கு எல்லாமே வந்து இங்கே வச்சு தான் வந்து கண்காணிச்சிருக்காங்க மிகப்பெரிய கோட்டன்ற மாதிரி இருக்குது மேலே நம்ம கண்டிப்பாக பார்க்கலாம் மேலே பார்த்தீங்கன்னா பேட் அதாவது வவ்வால் மனிதர்கள் சொல்லி படம் வச்சு இல்லையா அந்த வௌவாலுந்தாங்க நான் காக்கான்னு சொல்லி நினச்சி ஏமாந்துட்டேன் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள் எக்கச்சக்கமான கூட்டமாக இருந்துச்சு அப்போ கேமரா எடுக்க முடியல சரிங்களா கண்டிப்பா நம்மளது பயணம் இனிதா ஆரம்பிக்குது இனிதாக ஆரம்பிக்குதுன்னு சொல்லி சொல்லலாம் நம்ம கூட வந்து எங்க பார்ட்னர் வந்துருக்காங்க போறதில்ல அப்பா யூடியூபர் இவர் உங்களுக்கு தெரியும் இல்லன்னு அவர் வந்து லவ்னிசம் தம்பியோட யூடியூப் சேனல் பேருந்தான் வயல வராது தம்பி மாதிரி அவரோட சேனல்ல கலராக வச்சிருக்காரு சரிங்களா கூடிய சீதம்பா எங்கன்னா ஒரு ஸ்டேஜ்ல மூணு பேர் சேர்ந்து ஒன்னா பார்க்கலாம் கரெக்டா பாய்பாய் மலையிட்ட உங்களை நான் திருப்பி கூப்பிடுறேன் பபாய் விட்டு வெளிய வந்தோடனே சரியான சொல்றேன் என்னன்னு பார்த்தா பயப்படி பசி எடுத்து வச்சு சொல்லிட்டு நடந்து போனோடனே பஸ் ஸ்டாண்டை வச்சு பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஹோட்டல இருந்துச்சு பேர் பக்கம் பண்ணிவிட்டேன் ஏன்னா மூணு இட்லி ஒரு உளுந்து வடை கள்ள சட்னி பிளேட்டு முப்படனு சொல்லி சொன்னாங்க நான் விளாசி கட்டிடுங்க நான் மட்டுமே மூணு பிளேட் சாப்பிட்ணுன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்கள் இப்போ கண்டிப்பாக சாப்பிடணும் முழு வீடியோ அவிந்த்ஸ் வாகல இருக்கு போய் பாருங்க பிறக்காமல் ஒரு வழியாக டிஃபனை முடிச்சுட்டு வெளியே வந்தோன்னே வெளியே கேட்டேன் சரிப்பா இந்த பீச்செங்காய்ப்பாங்க பூப்பா பீச்செங்காய்ப்பாங்க பூப்பான்னாங்க சரின்னு சொல்லிட்டு வந்து நடந்து வந்தோன்னே நல்லா தெரிஞ்சுங்க ராய்கோட்டை மலை சரி நம்ம வந்துட்டுங்க சொல்லிட்டு நுழைவாய்க்குள்ள நுழையும் போது கீழே வந்து பார்த்திங்கன்னா நல்ல கற்களால் போட்டு நம்மளை வரவேற்றுச்சுங்க அதை கருங்கலு தான் நினைக்கிறேன் அதில் தான் செஞ்சுருக்காங்க சூப்பராக கிராமத்து மக்கள் வச்சுருக்காங்க ரொம்ப இது அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்த ஷூ வந்து போட்டுட்டு அப்படியே போயிட்டே இருந்தேன் சரின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கல் மேலே குவிந்தா கோவிந்தா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு நம்ம பசங்கலாம் வந்து சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்து சுதானே அப்படின்ற மாதிரி கேட்டாங்க ஆம்கிட்ட தலையே ஆட்டிகிட்டு சரி நம்ம பையனை ஸ்டார்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கேன் சரி நம்ம வாகை வந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு மேலே ஏற ஏற இந்த பக்கம் இருக்கிற பூக்களும் அதாவது வந்து சிவப்ப கம்பளம் போட்டு வரவேற்ற மாதிரி நடுவில் நாம மட்டும் அப்படியே ஒரு அவார்டு வாங்கின நினப்பு எனக்கு மனசில் வந்துச்சு ஸ்லாம் டேங் மில்லியன் அவார்டு வாங்கினாங்களே அந்த மாதிரிங்க சின்ன சின்ன அவார்ட்ஸ் கிடையாது ஏன்னா அந்த மாதிரி தான் இருக்குது பாருங்கள் வழித்தடம் ஃபுல்லாகவே நடுவில் வந்து படிக்கட்டு இந்த சைட்லையும் லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செடி இலை கொடிகள் மற்றும் பூக்கள் இதில் நிரந்திருந்துச்சு செம்மையாக இருந்துச்சு அதேமாதிரி ராயக்கோட்டை வியூஸ் வந்து இங்கேருந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போயிட்டு ராயக்கோட்டை வந்து பார்க்கலாம்னு சொல்லிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கெலாம் நல்லாயிருக்கா பாருங்கள் அப்படிலாம் மேலே போயிட்டு நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வியூஸ் வந்து கண்டிப்பாக காட்டுவேன் சரிங்களா எனக்கு இதில் ரொம்ப அந்த மலை ஏறும்போது மற்ற மலைங்களில் வந்து இல்லாதது இங்கே ஒன்று கிடச்சிச்சுங்க என்னன்னா மூலிகை வாசனம் சரிங்களா இதில் ஃபுல்லாக பாருங்கள் வேப்பாளம் மாதிரியே இருக்குது வந்து பார்த்திங்கன்னா நிறைய மூலிகை இலைகளெலாம் இருக்குது மேலே ஏதோ ஒரு ஜொனை இருக்குன்றமாக சொன்னாங்க நம்ம கண்டிப்பாக போனால் அந்த ஜொனையை வந்து பார்க்கலாம் இந்த வியூஸ் பாருங்கள் கொஞ்சம் தூரம் மேலே போனோடனே இந்த வியூஸும் எனக்கு கிடச்சிடுச்சுங்க சரி மிஸ் பண்ணக்கூடாது நம்ம வியூஸ்ஸு வந்து நம்ம கண்டிப்பாக கொடுத்தேன் சொல்லிட்டு நான் காட்டிகிட்டு இருக்கேன் பாருங்கள் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து வந்ததும் இருக்கும் பாருங்கள் அதில் உங்களுக்கே தெரியும் பக்கம் என்னடா கன்று கட்டண தூரம் தான் இருக்கு இன்னும் மலையே இயல்னு சொல்லிட்டு இன்னிங்களும் நினைப்பீங்க ஸோ இதுக்கப்புறம் மியூசியக்கில் பார்க்கலாம் இன்னும் வந்து பெருங்கோட்டம் வந்து இவ்வளோ தான் போதை பாருங்கள் வழி பாருங்கள் சூப்பர் சூப்பராக இருக்கு சிவனோட சத்ரூப சிலையை வந்து வடிச்சதுக்கு ஒரு லிங்கம் பாருங்கள் கீழே ஏதோ எழுந்திருக்காங்க என்னன்னு தெரியல தமிழில் அதாவது தூய தமிழ் எழுந்திருக்காங்க எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு பகுதியோட ஒன்றுன்ற மட்டும் தான் எனக்கு தெரியுது சூரிய மலைக்கு அப்படியே கிளாரடி சத்தியமா நல்லா இருக்குங்க சமசிங்க நம்ம பாருங்க எலத்தொளிமலை சூரிய வரி சொல்ற எங்கும் சிவமயம் பண்றோமா சொல்லுவாங்க ஜகதேவராயர் ஆட்சி காலத்துல குறைஞ்சபட்சம் எட்நூறு தொள்ளாயிரம் வருஷங்களுக்கு முன் ஜகதேவராயரால இது வழி போட்டுறப்பட சொல்லி நினைக்கிறாங்க ஏன்னா பாரியால் வந்து ப்ளஸ் பிளஸ் பார்த்தீங்கன்னா அதோட சின்னம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஞாபகம் வந்து இது வந்து கிரகங்களை குறிக்க முடியு சொல்லி சொல்லுவாங்க நாலு கட்டணம் சொல்லி சொல்லுவாங்க அப்படியே பாருங்கள் இதுக்கு இருக்கு சுற்றி சுற்றி சுற்றி பண்ணியிருக்காங்க இங்கே பார்த்திங்கன்னா சாமியோட திருப்பாரம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எனக்கும் கண்டிப்பாக தெல நான் ஃபஸ்ட் வந்திருக்கேன் இல்லையா தெரியல இது என்னோடய ஹிஸ்ட்ரி நம்ம பார்த்தா தான் வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணு பெருமாளோட அதாவது நாமம் போட்டிருக்காங்க பட்ட நாம சிவன் சொல்லி சொல்லும் வந்து நாமம் போட்டிருக்காங்க சாமியோட கால்பாதம் சொல்லலாம் கிருஷ்ண தேவராயோட அரசரோட கால்பாதம் சொல்லலாம் ஏன்னா அந்த காலத்துல வந்து அரசர்களை எது சொன்னாலுமே ஒரு காரணத்தோட செய்வாங்க அது வந்து இப்போ இருக்கு சூரியன் பாருங்கள் பள்ளிக்காட்டுக்கு நல்லா இருக்குல்ல அந்த பக்கம் இதெல்லாம் ஒரு விசித்திரமான விஷயம் இருக்கும் ஆனால் போகவே பயமாக இருக்குது பாதைகள் ரொம்ப இதாக இருக்குது நம்ம அந்த மழை ஊற்றி தான் நம்ம மேலே போவோம் நம்ம கண்டிப்பாக பண்ணலாம் ராயக்கோட்டிலேருந்து பக்கம் பஸ் ஸ்டாண்ட் ஒட்டி இருக்கிற வீடு அதே மாதிரி என்னுடைய தம்பி நான் போகிறதாலாம் பின்னாடி கண் அவரும் நம்மளும் எடுக்கிறார் நானும் அவங்கள எடுக்கிறோம் கண்டிப்பாக ரெண்டு வியூவர்ஸும் அரவிந்த்ஸ் அட்வென்ச்சர் சேனலுக்கும் லவனிஷன் சேனலுக்கும் மறக்காம மாற்றி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிறாங்க ஏன்னால் ரெண்டு ரெண்டு வீடியோ ஒரே மாடுறதுக்கான வெவ்வாறு கான்செப்டுலாக இருக்கும் ஓகேவா இவர் திரும்பி திரும்பி சொல்ல முடியாது டாடா காட்டுறது எல்லாம் என்டர்டெயின்மெண்ட்டு அவரோட வாகவும் எடுத்துகிட்டு மொத்தம் மூணு சேனலுமே வாண்டடாக வந்து வந்து கேட்குறாங்கப்பா தத்துக்குறவர் ஆமாம் அவர் வந்து இங்கிலீஷ்லேயே பேசுவாருங்க சரிங்க நிறைய ஓமடியாங்க நம்ப கூடாது அதுமாதிரி பேசினது நம்ப கூடாதுங்க இன்னைக்கு சரியான மழை பக்கம் நெருங்கிட்டு இருக்கோம் மூணு விவசாயம் சேர்த்தான்னு சொல்றேன் மேல போய் மீதி பார்க்கலாம் மேலே பாருங்கள் மலைக்கு இந்த பக்கம் கரண்ட் கம்பம் வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போட்டு கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் மூலயமா இது மிகப்பெரிய ஒரு பாராட்டக்கூடிய விஷயங்க இருக்கிற மொத்த இது திருப்பி சிவான்னு எழுதிக்க பாருங்கள் சில்லஸ் வந்து பயங்கரமாக இருக்குதுங்க ஏன்னா இப்போ ஒரு மலையில் வந்து நடக்கும்போது சில்லஸ் எல்லாம் நம்ம சூழல் சிரம் போடுவோம் சில்லஸ் அருமையாக இருக்குது மேலே போக எடுத்துக்கலாம் நீங்களும் ரோடு பார்த்தீங்கன்னா வழி பார்த்தீங்கன்னா இன்னா இப்படியா போடுறான்ற மாதிரி மனுஷனில் திருட்டுப்பீங்க அதனால நானே பாதி பாதி போடுறேன் பாப்பாய் ஓ மை கார்டு அட கட்ட வெள்ளே ரெண்டு வழி போதுங்க இது இந்த வழிலையும் போகலாம் இப்படியும் போகலாம் குடியும் போகலாம்மா கன்ஃபீஸ் ஆயிருங்க ஆ அடையாளம் அம்புகுரி பார்க்கல வாய்ஸ் மலையாளம் இருக்குது அப்போ இந்த வழிதான் நம்ம போக போகிறோம் இப்போ நம்ம எங்கே போகிறோம் திப்பு சுல்தான்னு ஒரு கோட்டை தேவராயரோட கோட்டை திப்பு சொல்லலாம் வந்துட்டோன்னு நினைக்கிறேன் இன்னும் பெரிய கோட்டையெல்லாம் இருக்கு வாரம் தேர்தல் அடித்து மேலே பார்த்தா அந்த ஒட்டை அங்கே பாருங்கள் அங்கே வந்து அரசடைய காவலர்கள் நிச்சு யாரும் எதிரி நாட்டு படையினர் வராங்களாவில் ஊர் மக்கள் எப்படி இருக்காங்க என்ன இதுன்னு சொல்லிட்டு இது பண்ணுவாங்க பிரம்மிப்பா இருக்கில்ல கருங்கல ஆனரு சே வச்சு சிற்பமாக செஞ்ச கோட்டைகள் முன்னும் அழியாத அப்படியே இருக்குது பார்த்தீங்களா அந்த காற்று அடிக்கிறதுக்கு அதுவும் மேகங்களில் அப்படியே பாருங்கள் இங்கே இருந்தெல்லாம் பொழுது ஒன்றுதில்லை அந்த டைலாக் சேம் வீடியோவில் சேம் டைலாக் வர வீடியோஸ் நல்லாவே நிறையா ராய்கோட்டை வீ பார்க்குறான் இந்த இருந்து இன்னும் மழை உச்சி இருக்குது மழை உச்சு பேர் நம்ம நீ கலாம் ஓகேவா இப்போ பார்த்தீங்கன்னா பழங்காலத்து இதுதான் இது ஆட்சின்னு சொல்லணும் இல்லையா நம்ம கோயிலில் வந்து பார்த்திங்கன்னா இரு பக்கம் தூணு இருக்கு இல்லையா தூர தூரமாக அதெலாம் பக்கம் பக்கத்துக்கு அசிங்கப்படுத்தி வச்சிருக்காங்க லட்டர் சிலை இந்த இதெல்லாம் பாருங்கள் பழங்காலத்து இருந்து இது வந்து துளசி மாவட்டம் துளசி மாவட்டம் வந்து இது பண்ணியிருக்காங்க இப்போ வேலைகள் நடந்துகிட்ருக்குன்னு நினைக்கிறாங்க ஏன்னா ரொம்ப பழங்காலத்து கோயில் இல்லையா ஓம் கன்கணபதியே போட்டின்னு சொல்லி சொல்லலாங்க மலையாளம் செதுக்கப்பட்ட இனிவருங்க விநாயகர் எப்பவுமே வந்து சாமிக்கு முன்னாடி தான் இருப்பார் சரிங்களா நம்ம அப்படியே இங்கே பாருங்கள் இங்கே வந்து ஜொன வந்து ஸ்டோரேஜ் ஆகும்னு சொல்லி நினைக்கிறேன் நினைக்கிறேங்க என்னன்னு சொல்லி தெரியல சரிங்களா ஆமாங்க அது ஜொன தண்ணி தான் வந்து இருக்க மாட்டேங்குது அங்கே புகையிலேருந்து வர தண்ணி ஃபுல்லாக அப்படின்னு வரமாட்டேங்குது இந்த தண்ணி வர்த்த ஓம் நம சிவாயா ஓம் நமஸ்வரா நம மசிவாய் முருகப்பெருமானே நம்ம ஆணுக்குள்ளா காட்சிங்க கண்டிப்பா ரொம்ப சிவாய என்ன காணும் மறக்காம உங்களுக்காக ரிஸ்க் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் உங்களுக்காக மட்டும்தான் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னா நீங்கள் ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் வரை நீங்கள் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் காலத்துக்கு மாட்டோம் தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ வி சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த குகையை வந்து ஆரம்பிக்கும் போது பார்த்தீங்கன்னா தண்ணி வருதுன்னு நினைக்கிறேன் இந்த பயிறு வந்து எதாவது நம்ம உள்ளே போகணுங்களா மண்ரில் கீழே இறங்கிதான் போவோம் இல்லை இறங்கி போவோம் தவக்கில் உள்ளே வந்து போக வந்து போயிட்டே மாதிரி தான் இருக்குது சரிங்களா ரிஸ்க் வேண்டாம்னு நினைக்கிறேன் ஃபுல் மண்ஸ் வந்து உள்ளே போய் பார்க்கலாம் இந்த மாதிரி இருக்குது உள்ளே வந்து மலையிலேருந்து வந்த இது அங்கே பாம்பு மாதிரி இருக்குது பாருங்க கல்யாணம் சரிங்களா அந்த ஜொனை எண்டிங் வந்து உள்ளே போயிட்டே இருக்குது நம்ம அவ்வளோ தூரம் போக முடியாது நம்ம ஊருவும் பேசி நம்ம ரிட்டன் வந்துடலாம் நம்ம ரிட்டர்ன் எதுமளவில் ஏறி போயிடலாம் எல்லாத்துக்கும் வந்து நாம் வந்து நம்ம ஏறிக்கலாம் அதே மாதிரி உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ரூம் இருக்குது இந்த ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இதாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு செஞ்சுருக்கோம்னு அப்படினாங்க எப்படி நான் பாருங்கள் ஃபுல்லாக கருப்பாக இருக்குது கருப்பாக இருக்குது பாருங்கள் சாப்பாடு தான் செஞ்சுருக்கோம் அப்படினா அப்படியே வச்சு கற்றுக்கிட்டாங்க பாருங்கள் சன்சைட் பாருங்கள் எப்படி இருக்குது நல்லாயிருக்குல்ல அதே மாதிரி காட்சி இங்கேயா அவங்க சாமியோட தரிசனம் பண்ணுறது இல்லையா அந்த இடத்துல பார்க்கலாம் திருப்பி கதவு வந்துட்டு கறந்து பார்க்கலாம் உங்களுக்காக தான் தொடக்கம் ப்ளஸ் வந்து சேவிங்ஸ் ஒன்று நினைக்கிறேன் இது வந்து பூஜை பொருளெலாம் வச்சுக்கணும் நினைக்கிறேன் இவ்வளோ தான் இருக்கும் இந்த இடத்துல சரிங்கண்ணா பழைய நாள் கதவு எப்படி இருக்குன்னு தெரியுங்கண்ணா உங்களுக்கு திருப்பி லாக் பண்ணலாம் எப்படி இருக்கு பாருங்க பழைய காலத்துக்கு மரக்கரு மரக்கரு தீபம் இருக்கு மசிவாட் காய்ஸ் இப்போ நம்ம சிவன் கோயிலேருந்து பார்த்துட்டுங்க அனேயமாக நம்ம மேலே போயிட்டு சிவன் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டேங்க ஏன்னா நம்ம ஊரையை பார்த்து நம்ம போனோம் அது வந்து இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம நேர்வழியே தான் போனோம் மேலே திப்பு சுர்தான் பக்கத்துக்கு மேலே வந்து நம்ம போய்ட்டேக்கலாம் பாருங்கள் வழி போகிறது பாருங்கள் ஃபஸ்ட்டே நினச்சிருந்திங்கன்னா ஆனால் நம்ம சிவன் கோவிலுக்கு நம்ம போயிருக்க முடியாது ஆனால் கண்டிப்பாக எங்களுக்கு தெரில செஞ்சு தான் மேலே போய் கோட்டை போய்ட்டு அப்புறம் சிவனாலயத்துக்கு வந்துருக்கலாம் வரும்போது எல்லாரும் போயிட்டு சாமி கும்பிட்டு போகிறது நல்லது துக்கும் அந்த ஷேடோ தெரியுது பாருங்கள் நம்ம கேமராவில் சூப்பராக இருக்கில்ல எதுனா ஒரு தப்பு இருந்தால் வீடியோவில் தயவு செஞ்சு நான் மொபைலில் தான் எடுக்கிறேன் என்கிட்ட கேமரா வாங்குகிற வசதி இல்லை சரிங்களா எவ்வளோ அருமையாக இருக்கில்ல செம்மையாக இருக்குது இப்போ காற்றடிக்கல காற்று அடித்தா சூப்பராக இருக்கும் இங்கே சீத்தப்படை மரம் பாருங்க காஷ் உங்களுக்கு தெரியாத ஒன்று எனக்கும் தெரியல இப்போ பார்த்தீங்கன்னா டேம் ஒன்று இருக்க பாருங்க போ போப்பா இந்த மலை இருக்கா அஜூம் பண்ணுற மாதிரி ஒரு மலை ரெண்டு மலை மூணாவது மலை தாண்டி பாருங்க டொரா பூஜை மாதிரி ஐபேன் நிலமை அது ஃபுல்லாக தண்ணி தாங்க அது ஏரி ஏரி இருக்குது வாய்ப்பு இல்லை டேம் தான் நினைக்கிறேன் ஏதோ டேம் இருக்குன்னு நினைக்கிறேன் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க அந்த சைடு பார்த்துட்டுலாம் இந்த சைடு இருக்கிற மலையை பாருங்கள் இந்த மலைமலை தான் நம்ம போய் போகிறோம் போய் பார்க்க போகிறோம் அந்த மேகக்கூட்டத்துக்கு போகிறோம் அப்படியே வந்து நிறைய பாருங்கள் ரொம்ப இருக்கு சே என்ன பாலத்தில் நாம் வாழ்ந்துட்டு கருத்து பாலத்திக்கிற இயற்கை இயற்கையோட இயற்கையாக வாங்கி போகிறேன் அவ்வளோ அருமையாக இருக்கு பாருங்கள் சூப்பராக இருக்கு ஃபோட்டோ வாங்கி கண்டு சரி இதுன்னு பண்ணிக்கிறேன் நீங்களும் பாருங்கள் ஆ பக்கம் வந்தால் தாங்க ஒரு சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலாக மூணாயிரத்தி அடின்றாங்க உயிரும் கடல் மண்டல வந்து ப்ளஸ் ஆயிரத்தி ஐநூறு அடின்றாங்க ரெண்டாயிரத்தி மூணு அடியாங்க செய்யுங்க சரிங்களா பக்கத்தில் இருக்கிற கையில் இருக்கிறாங்க அதில் டேம் மண்டலம் மண்டல பாரு நேரடியா நம்ம கோட்டைக்கு உள்ள போலாம்னு நினைக்கிறேன்